ாலும்ன வேண்டும் மும்போ மதுவரை நாம் போதுவரை நீ கார்காத கூடுும் சொல்லாமல் உன் சுவாசம் kai gal ko korko mari onkanglo ramir tuli hun mar